நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது உங்களுக்கு சுத்தம் சுகாதாரத்தை பத்தி சொல்ல வந்துள்ளேன் சுத்தம் சுகாதாரத்தை பத்தி பேசணும் என்றால் கடல் அளவு பேசலாம் அதான் நான் உங்களுக்கு துளி அளவே சொல்ல வந்துள்ளேன் நோயற்ற வாழ்வை குறைவாற்ற செல்வோம் இதனா பள்ளியில கேட்டிருக்கேன் நம்ம நீங்களும் கேட்டிருப்பீங்க நானே நம்புறேன் நம்ம நோய் இல்லாம வாழும் சுகாதாரமாவும் இருக்கணும் சுத்தம் சுகாதாரம்னா என்ன தன் சுத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம தினமும் தன் சுத்தம்னா என்ன தினமும் காலையில எழுந்து எழுந்து கழிப்பறை பயன்படுத்தி காளைக்கடனை முடித்து பல் துளக்கி குளிர்ச்சி நம்ம தோச்ச சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு நம்ம பள்ளிக்கு செல்லணும் நம்ம கால் கையில் இருக்க நகம்லாம் வெட்டி நாம் நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம கழிப்பறையை பயன்படுத்திட்டு வந்த உடனே நற்றிணையின் வெற்றிப்படிகள் விளையாடுறதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு முன்பும் நம்ம சோப்பு போட்டு கையில் கழுகணும் நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அதுக்கு நம்ம மக்கு குப்பை மக்கா குப்பை ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து போட பழகிக்கணும் நாம் சுகாதாரத்தில் உணவு முக்கிய பங்களிக்குது பீஜா பர்கர் நூடுல்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக பொருள் சேர்ந்துருவோம் அதனால் நம்ம தாத்தா பாடி காலத்தில் சாப்பிட்டோம் விறகு கேழ்விறகு திண்ணெய் குதிரைவாளி இதெல்லாம் செஞ்ச உணவுகள் பச்சை காய்கறி பழம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம அரசாங்கம் சொல்கிறபடி அடிக்கடி சோப்பு போட்டு கையை கழுவணும் முகக்கவசம் அணியணும் நாம் சமூக இடைவெளியை பின்பற்றி நாம் நம்மளை வாய் வாய்ப்பளித்தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்